மூதீ மனமே மோமியை வள பூமய ஓகித்த ப மே து மனமே வா rita ra maya na ma me tu de mana me che mamura re diname rita my life.